ஓம் மோ ஓம் சைராம் நமது சாயுத போனத்திலிருந்து ஸ்ரீ சாய் பகவானுடைய திவ்ய குரு திருநாள் குருவா தரிசனம் சைராம் சாய் வரலாற்றல் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் பாதுகாப்பு பெற எல்லாமல்ல ஸ்ரீ சாய் பகவான் அருள்வாளிக்க வேண்டும் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் உடல் வளம் மனவளம் உயிர் வளம் பொருள் வளம் குடும்ப நலம் நட்பு நலம் சமுதாயம் அனைத்தும் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமூடு வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ சாய் பகவான் அருள்வாளிக்க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 உயிர் வளம் பொருள் வளம் குடும்ப நலம் நட்பு நலம் சமுதாயம் அனைத்தும் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளம் ஒடுவாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ சாய் பகவான் அருள் பாலிக்க வேண்டும் என்று மே மாதம் shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam ம் ராம் ராம் ராம் சாயிரம் சாயிரம் ஷாயிரம் ஷாயிரம் சாயி நந்தீஸ்வரருடைய திவ்ய தரிசனம் சேரும் ஷாயிரம் தர்பார் மண்டபத்தில் அமர்ந்து அருள்வாளிக்கும் மகான்களை யோகிகளை சித்தமர் மக்களை இந்த குருவார் தினத்தில் குரு திருநாள் இனத்தில் அவங்களுடைய திருவடிகளை வணங்கி தரிசனம் செய்து கொள்வோம் சேரம் நாமும் நமது அன்பு குடும்பமும் நமது உறவினர்களும் நண்பர்களும் நமது ஊர் நமது பாரத தேசமும் இந்த கொரோனா தொற்று எழுந்து விடுபட மகான்களை யோகிகளை சித்தபொரு மக்களை வணங்கி அவருடைய திருவடிகளை போற்றி மனதார பிரார்த்தனைக்கு போகணும் சாயிரம் ஷாயிரம் ஷாயிரம் ஷாயிரம் Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam Shairam நந்தா தெய்வத்தை தரிசனம் செய்து விடுவோம் சாரும் ஸ்ரீ துவாரமையில உதி இருக்கும் பாபாவுடைய திருப்பாலம் ஜன்மாதம் உலக ஜன் மாதா ஸ்ரீ துவாரமணி சாயுடைய தரிசனம் ஸ்ரீ துவாரமணி சாயுடைய திருப்பாதம் shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram shayiram வரலாற்றல் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் இரவும் பகழும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மையும் நம் அன்பு குடும்பத்தையும் நமது பாரத தேசிய தேசத்தையும் பூவலகையும் காத்திருள்ள துணி சாயிடம் பிரார்த்தனை சேரம் கோபுர தரிசனத்தோட இன்றைய குரு திருநாள் குருவார் தரிசனத்தை நிறைவு செய்து கொள்வோம் சேரான் இதுவரை நமது சாயிபாபா டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சாயி பந்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டுகிறோம் இந்த தரிசன விடையாக நமது சாய் சொந்தங்களுக்கு சேர் செய்திட கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் சாயிபக்தியால் நினைவோம் சாயிபந்துக்களாயும் மலர்வோம் ஜெய் சாயரா